வந்து சுற்றுகாத போட்டால் வந்து மக்காது அதுக்கப்புறம் செடி கொடியெல்லாம் வளராது அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்லாம் எரிச்சா நம்மளுக்கு வந்து கேஸ்ஃபார்ம் ஆகி கேன்சர் வர இந்த மாதிரி நோய் நோயெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் கண்ணாடி பொருள் கண்ணாடி பொருள் வந்து அங்கெங்கே போறதுனால நம்மளுக்கு அது குத்தி காலையில் எல்லாம் அது ரத்தம் வர நற்றினையின் வெற்றிப்படிகள் ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஸோ பண்ணக்கூடாது குப்பை குப்பை வந்து அங்கேயும் நிறையா போடக்கூடாது அது வந்து குப்பை தொட்டியில் போடுறதுலாம் குப்பை தொட்டியில்தான் போடணும் அங்கே வெளியில எல்லாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு அதனாலயே நம்மளுக்கு நிறையா நோய் வர வாய்ப்பு இருக்கு ஸோ சாப்பாடு சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது நிச்சயமதியெலாம் இருந்தால் சா விட்டுதாகவும் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு திரும்ப சாப்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை ஸோ நம்ம சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி வந்து அது தண்ணி எப்பவுமே வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுங்க தண்ணி வேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஸோ தண்ணி வேஸ்ட்டே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாத்தையும் நீங்கள் பின் இது மா நம்ம நாடும் நல்லா இருக்கும் நம்ம வீடும் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்